ங்குமல்ல நிறைந்தவனே எஹரபில் அல்லா நிறைந்தவனே எஹரபில்லாலே முன்னவனை முதலவனை ரஹ்மான் முடிவில்லாத ஆண்டவோனை முன்னவனே முதலவ There is another lamp. Oh dear. I was�� ext olan, but there was a place in theπάs before you used to be one interesting alone. Where you stood and if you were blind Shalvin, you were blind melor sala va thai aadi periyane kiruva seivar engal ando muhammadin nabi hadirai cholle vannala namuhammadin nabi vaide chollo vannala namuhammadin nabi vaide hadi de jullo ummial mohammad nabhi hadi de jullo hadi udayali ya rahman tu ve sevangai udayali ya rahman tu ve sevangai a'ud billahi minash shaitan எடுத்தறியப்பட்ட செய்தான்களை விட்டும் அல்லாஹூ ஜெல்லஷா நுகூத்தாலா இடத்தில் நம்மை காவல்பாடு தேடிக்கொள்வோம் ஆகி அக்துல்லா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு இதனை ஆரம்பம் செய்கின்றோம் ஈரேழு பதினொன்றாயிரம் ஆலங்களையும் படைத்து எறும்புகட எண்பத்தி நான்கு படைத்து கல்லினுள் இருக்கும் தேரைக்கும் ஊந்தீன் கொடுத்து அவரவர் தராதரப்படிக்கு ரிசக்களிக்கக்கூடியவன் அல்லாஹூஜல்லு ஆண்டவன் அவன் எப்பேற்பட்டவனாக கண்ணில்லாமல் கண் கொண்டு பார்க்கக்கூடியவன் காது இல்லாமல் காது கொண்டு கேட்கக்கூடியவன் கை இல்லாமல் கை கொண்டு கொடை செய்யக்கூடியவன் நாவு இல்லாமல் நாவு கொண்டு பேசக்கூடியவன் ஆக்க வல்லவன் அழிக்க வல்லவன் அகதில் நின்று உகதாய் இருக்கக்கூடியவன் அலிவுக்குள் அகதாய் நிறைந்திருக்கக்கூடியவன் மௌத்தானவர்களை ஹயாத்தாக்கக்கூடியவன் ஹயாத்தாக உள்ளவர்களை மௌத்தாக்கக்கூடியவன் சகல வல்லமையும் தங்கிய மழுக்குள் ஜலாலியாகிய அவ்வாஹு ஜெல்ல ஷானுஹு உத்தாலா ஆண்டவனின் ஒளிவிலே நின்று ஒளிவாகி தெளிவிலே நின்றும் தெளிவாகி தெள்ளி எடுத்த திருமணியாகிய நாதநீதராகிய நவநீத கடலாகிய அல் பாதுஷாவாகிய உலக லட்சகராகிய தீர்க்கத்தரசாகிய ஜெகடாதிபதி ஜெகக்குருவாகிய ஆதிநாயனும் திருத்தூதரும் லோக பிரசகரும் தீர்க்கத்தரசியின் தீபம் போன்றவரும் உத்தமாக குணசீலரும் இரு லோக லச்சகரும் ஏகதத்துவ போதகமாகிய சபியில் முதல் நபி புர்ஹானில் ஆசக்கியின் ஹபீபில் ரப்பில் ஆலமியின் சர்வ லோகத்துக்கும் பாதுஷாவாக இருக்கும் அன்னவர்களின் ஹித உபதேசங்களை பற்றி எடுத்து புகழ்வதும் காதினால் கேட்பதும் ஒவ்வொரு முசலீம்களின் கடமை என்றோம் அயின்ற பரிபூரணமாய் அகில ஜீவங்களையும் தன் ஜெகஜோதி கடலின் உள்ள மகா சூழ்ச்சமாய் விளங்கப்பட்டவன் அல்லாஹூ ஜல்லா ஆண்டவன் அவனின் பொங்கி விழிந்து சகல அணுக்களிலும் பிரகாசித்து அன்னவர்களின் திருக்கண்ணாடியின் தரிசனம் அடைந்தவர்களுக்கு புண்ணியமும் புகழரும் ஓட்சமும் கிடைக்கும் பேரன்பு நிறைந்த பெரியோர்களே அருமை பாய்மார்களே அன்புள்ளம் கொண்ட அருமை தாய்மார்களே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய நல்லடியார்களே அருமநாயகம் சல்லல்லாகு அனைவசல்லம் அவர்களின் சிறப்பு வாய்ந்த உம்மத்தார்களே இந்த இடத்தில் நாம் எதற்காக சிறப்புமிக்க கூடியிருக்கின்றோமேயானால் கண்ணியமாக நாம் இந்த மயிலீசை நிரப்பமாக வைத்திருக்கின்றோம் எதற்காக என்று கேட்டால் இந்த இடத்தில் சொல்லக்கூடிய ஒரு சரித்திரம் அருமநாயகம் சொல்லலாகு அலைவசல்ல அவர்களின் திரு பேரனாராகிய பேரப்புள்ளையாகிய மஹம்மத் ஹனீஃபா என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஒரு சிறப்பு வாய்ந்த சரித்திரத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆசையும் சொல்ல வேண்டும் அதை தாய்மார்களும் பாய்மார்களும் நண்பர்களும் தோழர்களும் கேட்டு மகிழ வேண்டும் என்ற ஒரு நல் எண்ணம் நல்புத்தி நல்மாராயத்தோடு முஹமது அனீபாவினுடைய ஒரு சரித்திரத்தை ஆரம்பம் செய்கின்றோம் அதாவது முஹம்மது ஹனீபா அவர்கள் அருமநாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய திரு மகளார் பிவி ஃபாத்திமுத்து ஹாத்துன ஜன்னத் பந்தர்சூல் ரலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுக்கு ஹஜ்ரத் மௌலா அலியும் அல்லாஹூ ஜெல்ல ஷா நுத்தாலா ஏக வல்லவன் ஜோடி பொருத்தமாக்கி சொர்க்கத்திலே வைத்து அகதன்ற கல்யாணத்தை முடித்து இன்னும் அல்லாஹுடைய நாட்டப்படி துனியாவிலும் ஹஜரத் அலிக்கும் பிவி ஃபாத்திமாவுக்கும் நிக்காக நடந்து அல்லாஹூ ஜெல்ல ஷா நுஹு தாலா ஃபாத்திமாவில் நின்றும் இமாம் ஹசேன் ரலி அல்லாஹு தாலா நுஹு இமாம ஹுசேன் ரலி அல்லாஹு தாலா இரண்டு கண்களையும் அல்லாஹூ ஜெல்ல ஷா அவர்களுக்கு கொடுத்தான் அதற்கு பின்பதாக ஃபாத்திமாவுடைய காலத்துக்கு பின்பதாக ஹஜ்ரத் மௌலா அலி தேவிய சிங்கம் ஹைதரே கரார் சாஹே மர்தான் ஹூவத்தே பருபதர்ஹார் இல்லா ஃபத்தா அலி என்று சொல்லக்கூடியவர்கள் கோக்தார் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே சென்று பால்ராஜனுடைய மகள் பரிகுல பெண்ணோடு பல்போர் குஸ்திகள் செய்து அவர்களை இஸ்லாமாக்கி அவர்களுக்கு அனீஃபத் பீவி என்ற திருநாமத்தை பேரும் வைத்து அதில் நின்று உண்டான பிள்ளை ராஜர் முகம்மது அனீபா என்று சொல்லக்கூடிய மகன்தான் அந்த அனீஃபக் பீவியுடைய மகனாக இருக்கும் அவர்களுடைய ஒரு சரித்திரம் சிறப்பு வாய்ந்த ஒரு சரித்திரமாக இருப்பதால் முகமது அனீஃபாவனுடைய யுத்த சரித்திரம் என்று சொல்வார்கள் இந்த சரித்திரத்தை நாங்கள் சொல்ல ஆரம்பம் செய்கின்றோம் அது யாருடைய காலத்தில் நடந்த அற்புதமான நிகழ்ச்சி என்றால் பெருமானார் சொல்லல் அலைவசல்ல அவர்கள் நாற்பதாவது வயதிலே நபி என்ற நுகபத்தை தரித்து இருபத்தி மூன்று வருஷ ஈமானுக்காகவும் இஸ்லாத்துக்காகவும் நபி ஆண்டவர்கள் பாடுபட்டு அறுபத்தி மூன்றாவது வயதிலே அல்லாஹனுடைய பக்கம் சேர்ந்தார்கள் அருமநாயகம் சொல்லுவாஹு அவர்களுக்கு பின்பதாக அமீரில் வருட காலமாக மதினாவை அரசு புரிந்து வந்தார்கள் அவர்கள் மூன்று வருடம் கழித்து அபு பக்கர் சத்திகர் அலி அல்லாஹு கால ஜமானா ஃபனாவை விட்டும் ஃபக்காவுக்கு சென்றதற்கு பின்னே அமீரில் மதினாவை அரசு புரிந்து வருகின்றார்கள் உலகமெல்லாம் ஒரு கூடையாக நீதியை நிலைநாட்டி அந்நிதிகளைத்தான் ஒழித்து கட்டி இந்த உலகமெல்லாம் ஒரு கூடையாகத்தானே மானும் புலிகளும் ஓரிடத்திலே இருந்து நீர் குடிக்க புலியும் பசுவும் ஓரிடத்தில் பொருந்தி விளையாட இந்த நிலையில் நீதியை நிலைநாட்டி நேர்மையை நிலைநாட்டி நாலாவது வேதம் சத்தியசன் மார்க்கத்தை நிலைநாட்டி வாழ்ந்து வந்தார்கள் உமரிபின் ஹத்தாபுர் அலி அ அவருடைய ஜமானா நடக்கக்கூடிய நேரத்தில் உமர் ஹத்தாபுடைய அரசாங்கத்தில் நீதியும் நேர்மையும் நடந்து கொண்டிருக்க கூடியதான ஒரு தருணத்தில் அவர்கள் நல்ல வீரருமா ஒத்துமையா தானும் நிலை உலகாவிடம்பிலை பணிவாக வந்து நின்று பணிவாக வந்து நின்று கைகட்டி நின்று கொண்டு செலாமும் சொல்லிடுவார் கைகட்டி நின்று அன்னுடைய பேர பிள்ளைகள் இமாம் முஹம்மது அனீபா என்ற வீரர் மூன்று பிள்ளைகளும் சேர்ந்து உமர்ஹத்தாபுடைய இடத்திலே வந்து நின்று பாவா உமரஹத்தாபே நாங்கள் இந்த மதினாவை விட்டு எங்களுக்கு அந்நிய நாடுகள் தெரியாது இந்த மதினாவை விட்டு நாங்கள் அந்நியவர்கள் அந்நிய நாட்டுக்கு போனதில்லை நாங்கள் ஒரு ஹாஜத்தை நாடி வந்திருக்கின்றோம் மூன்று பேர்களுமாக சேர்ந்து காட்டில் சென்று வேட்டையாட போகவும் வேணும் காட்டில் சென்று வேட்டையாட போகவும் வேணும் சுத்தி உள்ள தேசம் கேள பார்க்கவும் வேணும் சுத்தியுள்ள தேசம் கேள பார்க்கவும் வேணும் சுத்தி உள்ள காவர்களை இஸ்லாமாக்கணும் காட்டுக்கு போவதற்காக அமதி கேட்டார்கள் மூன்று பேர்களும் அப்போது உமர் பாரூக் அலி அல்லாஹு தாலானு அல்லாவையும் நாடி ஆதரவாகிய நபி முகமது அன்னவர்களையும் நாடிக்கொண்டு அருமக்கண்மணியாகிய ஹசைன் உசைன் முகமது நீபாவே நீங்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் ஜெயமாக வருவீர்கள் அல்லாஹு தாலா உங்களை பாதுகாத்து கொள்வான் நாயகத்தினுடைய ஒரு துணை உங்களுக்கு எப்போதும் இருக்கும் என்று தானே அவர்கள் விடை கொடுத்து அனுப்பினார்கள் உமரிபினி ஹத்தாவுடைய விடையை பெற்றுக்கொண்டு மூன்று மக்களும் ஹஜ்ரத் மௌலா அலி தேவீக சிங்கத்துடைய இடத்திலே வந்து தன்னுடைய பாபாவுடைய பாத விந்தாரம் பணிந்து கேட்டார்கள் அல்லாவினுடைய அரசுக்கு புலியாகியே யா ஹஜ்ரத் அலியே நாங்கள் வேட்டையாடப் போகின்றோம் நாங்கள் சுற்றி உள்ள நாடுகளை பார்க்கப் போகின்றோம் சுற்றி உள்ள தேசங்களை இஸ்லாமாக்க நாடு இருக்கின்றோம் ஆகவே எங்களுக்கு உத்தரவு தந்து அனுப்புங்கள் என்பதாக மூன்று மக்களும் கேட்டார்கள் அப்போது ஹஜ்ரத் மௌலா சொன்னார்கள் என்னுடைய அருமக்கண்மணியாகிய மக்களே உங்கள் மூன்று பேருக்கும் சின்னம் சிறுவயதாக இருக்கின்றீர்கள் நீங்கள் மூன்று பேரும் இந்த மதினாவை விட்டு அப்புறம் இருக்கக்கூடிய ஊர்கள் கோளுரைப்பதிலும் குண்டாமட்டி பேசுவதிலும் போர் போராமை கொள்ளுவதிலும் பொல்லாத இந்து காவர்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்படி இருப்பதால் நீங்கள் அந்த நாட்டுக்கு போகக்கூடாது மக்களே நீங்கள் மூன்று பேரும் சிறுபிள்ளையாக இருக்கின்றீர்கள் என்று ஹஜரத் அலி முடிந்தார்கள் அப்போது மூன்று பேரும் எழுந்தரித்து நின்று பாவா நாங்கள் புலியுடைய வயத்தில் பிறந்து பூனை ஆகிவிட அதாவது புலியுடைய வயத்தில் பிறந்து எங்களுக்கு நகம் இல்லாமல் போய்விடாது நாங்கள் உங்களுடைய வயத்திலே உங்களுக்கு மக்களாக பிறந்திருக்கின்றோம் உங்களுடைய வீரமும் உங்களுடைய தத்துவமும் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு கொஞ்சமாவது தந்திருப்பான் ஏன் நீங்கள் மறந்து பேசுகின்றீர்கள் நிச்சயமாக நாங்கள் வேட்டையாடப் போகத்தான் வேண்டும் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள் உடனே ஹஜ்ரத் மௌலாலி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் மக்களை நீங்கள் ஜெயமாக போய் வருவீர்கள் ஆனால் நீங்கள் போவதற்கு முன்பு உங்களுக்கு மூன்று ஒசிஹத்து செய்கின்றேன் உடனே மூன்று மக்களும் கேட்டார்கள் என்ன ஒசியத்து செய்ய போகின்றீர்கள் பாவா என்று கேட்டபோது ஹஜ்ரத் மௌலாலி தேவ்விய சிங்கம் மூன்று மக்களுக்கும் ஒசிஹத்து செய்கின்றார்கள் மக்களே நீங்கள் இந்த மதினாவை விட்டு போனீர்களே ஆனால் இந்த மதினாவை விட்டு எப்படி மூன்று பேரும் ஒத்துமையாக போகின்றீர்களோ அதேபடியாகத்தான் நீங்கள் திரும்பி வர வேண்டும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து வரக்கூடாது போனது போல் ஒத்துமையாக திரும்பி வர வேண்டும் அடுத்தபடியாக மக்களே இந்த மதினாவை விட்டு நீங்கள் போனீர்களே ஆனால் அந்நியவர்களுடைய கையிலே இருந்து அன்ன ஆகாரம் வாங்கி நீங்கள் சாப்பிடக் கூடாது தண்ணீர் வாங்க இருக்கும் என்று சொன்ன மூன்றாவதாக ஒசிய மதுனாவை விட்டு போனதுக்கு பின்னால் அந்நிய நாட்டுக்கு சென்று யார் உங்ககூட சண்டை செய்ய எதிர்த்த போதிலும் யார் கூட நீங்கள் மல்புடிக்க எதிர்த்த போதிலும் உங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய வாளை கொண்டு நீங்கள் ஒரு வெட்டு ரெண்டு வெட்டோடு விடக்கூடாது அப்படி ஒரு வெட்டு ரெண்டு வெட்டோடு விட்டீர்களே ஆனால் அவர்களெல்லாம் மீண்டும் ஹயாத்தோடு எழுந்தரித்து விடுவார்கள் விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் ராட்சதர்கள் அரக்கர்கள் வெள்ள ராட்சிதர்கள் அப்படிப்பட்ட பரம்பரையிலே உள்ள ராட்சதர்களாக இருக்கும் அவர்கள் அந்த ராட்சதர்களை நீங்கள் ஒரு வெட்டு ரெண்டு ரெண்டு வெட்டோடு விட்டீர்களேயானால் அவர்கள் மீண்டும் ஹயாத்தோடு எழுந்தரித்து விடுவார்கள் ஆகவே மக்களே நீங்கள் யாரு கூட சண்டை செய்ய எதிர்த்தாலும் மூன்று வெட்டு வெட்ட வேண்டும் அப்போது தான் அவர்கள் சைதாகுவார்கள் என்று மக்களுக்கு மூன்று ஒசியத்தை செய்தார் சுபகானந்தா மூன்று ஒசியத்தையும் செய்து இந்த ஒசியத்தை மறக்காமல் வைத்து கொள்ளுங்கள் என்று மக்களுக்குத்தானே மூன்று பேருக்கு மூன்று குதிரையும் கொடுத்து வேட்டைக்கு தெரிந்த ஆயுதபாணிகள் கத்தி கட்டாரி வில்லம்பு கேடகம் ஈட்டி பாலா கிறிசுகளெல்லாம் கொடுத்து இன்னும் அவருக்கு சாப்பிடுவதற்கான ஊந்தீன் ஜபாதாக்களையும் கொடுத்து மூன்று மக்களையும் மக்களே நீங்கள் போவதற்கு முன்ன உங்களுடைய பாட்டனாருடைய ரவுலா ஷரீபுக்கு சென்று பாத்தியா ஓதிவிட்டு உங்களுடைய தாயார் ஃபாத்திமாவுடைய அபூருக்கு சென்று நீங்கள் பாத்தியா ஓதிவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்று ஹஜரத் அலிவு சேர்த்து செய்தார்கள் உடனே இமாம் ஹசைனார் இமாம் ஹசைனார் முகமது மூன்று பேர்களும் குதிரை மீது தனது பாட்டனார் அவர்களுடைய அவர்களுக்கு பணிவோடு நின்று ஜாரத்து செய்துவிட்டு இன்னும் தன்னுடைய தாயார் கபூருக்கு வலது புறம் இருக்கின்றது பாத்திமாவினுடைய அபுரு அங்கேயும் சென்று அவர்கள் யாரத்து செய்து கொண்டு மூன்று பேர்களும் துவா செய்துவிட்டு குதிரை மீது ஏறி அந்த மதினாவை விட்டு போகின்றார்கள் வேகமாக குதிரையை நடத்தி வேகம் போகின்றார்கள் வேந்தரளி மந்தளும் வேகமா போகின்றார்கள் வேந்தர் அலி மந்தளும் வீரியம்மா போகின்றார்கள் அசைனாரும் செய் yamar govindale ajinar ho sainar gadu rajal hai nibav mera rajal hai nibav me shakyudan govindar shakyudan govindar madinavi taan gadande avargal ver duram bonaude ne madinavi taan gadande கடந்து ரொம்ப தூரமாக குதிரையை பயணத்தி ஒரே வழியாக போய் கொண்டிருந்தார்கள் அப்படியே போகும்போது ரொம்ப தூரம் சென்றவுடனே ஒரு மூன்று பிரிவு முச்சந்தியான ஒரு பாதையை அந்த முச்சந்தி பாதையை கண்டவுடன் மூன்று திசையாக ரோடு பிரிகின்றது குதிரையை நிறுத்தி அருமை கண்மணியாகிய தம்பிமார்களே நாம் இவ்வளவு நேரமும் குதிரையை நடத்தியது ஒரே பாதையாக ஒரே ரோட்ட ரோட்டின் வழியாக வந்து இப்போது மூன்று ரோடு பிரிந்து போகின்றது ஆமாம் மூன்று ரோடும் எந்த இடத்துக்கு போகின்றது என்று நமக்கு தெரியவில்லை ஆகவே இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்த்துத்தான் குதிரையை நடத்த வேண்டும் என்று பாருங்கள் அந்த முச்சந்தி பாதையில் குதிரையை விட்டு இறங்கி நிற்கும்போது அந்த மூன்று முச்சந்தி பாதையிலே ஒரு அழகான ஒரு படலக்கல்லாகப்பட்டது அந்த முச்சந்தி பாதையிலே நட்டியிருக்கின்றார்கள் திசை காட்டியாக நட்டியிருக்கின்றார்கள் அந்த காலத்திலே படலக்கல்லைத்தான் நட்டியிருப்பார்கள் அந்த படலக்கல்லிலே எழுதியிருக்கும் எழுத்துக்களை இமாம் ஹசைனார் அவர்கள் வாசகம் செய்து பார்த்தார்கள் சுபகாரல்லா அதை வாசித்து பார்க்கும்போது அதில் என்ன எழுதியிருக்கு என்று கேட்டால் அல்லாவுடைய அடியார்களே இம்மாம் ஹசைனார் அவர்கள் அதை வாசகம் செய்தார்கள் மேற்கு தீசை போனவர்கள் போனது போல் வருவார் என்றும் மேற்கு திசை போனவர்கள் கல்யாணம் தான் முடித்து வடக்கு திசை போனவர்கள் கல்யாணம் தான் முடித்து கல்யாணம் தான் முடித்து கண்ணியமா வருவார் என்றும் கல்யாணம் தான் முடித்து மூன்று திசையும் மூன்று விதமாக எழுதியிருக்கின்றார்கள் அதாவது மேற்கு திசையாக சென்றவர்கள் போனது போல் திரும்பி வருவார் என்றும் இந்த வடக்கு திசையாக சென்றவர்கள் கல்யாணம் முடித்து கண்ணியமாக வருவார்கள் என்றும் இந்த தெற்கு திசையாக சென்றவர்கள் திரும்பாத பயணம் என்றும் எழுதியிருக்கின்றார்கள் இந்த மூன்றையும் வாசித்து பார்த்தார்கள் மீண்டும் ஹசைனார் வாசித்தார்கள் எப்படி எழுதியிருக்கென்று கேட்டால் ஒரு பாதையிலே ரெண்டு பேர் கூடி போகக்கூடாது ஒற்றுமையாக போகக்கூடாது ஒரு பாதையில் ஒருவர் தான் போக வேண்டும் என்றும் எழுதியிருக்கின்றது இந்த எழுதிதை பார்த்து அந்த எழுத்தைத்தானே வாசகம் செய்துவிட்டு இமாம் ஹசைனார்கள் மனதிலே நினைக்கின்றார்கள் ஆண்டவனே நம்முடைய பாபா அலி நமக்கு ஒசியத்தை செய்தார்களே மூன்று பேரும் ஒத்துமையாகத்தான் போக வேண்டும் ஒத்துமையாகத்தான் வர வேண்டும் என்று சொன்னார்களே இவ்வளவு நேரம் ஒற்றுமையாக வந்தோம் இப்போது ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டியே இறைவா என்று இமாம் ஹசைனார் அவர்கள் தம்பிமார்களை அழைத்து என்னுடைய கண்ணிய மிக்க அருமக் கண்மணியாகிய தம்பிமார்களே இந்த அண்ணன் சொல்வதை கேளுங்கள் என்ன என்று முகமது அனீபாவும் ஹுசைனாரும் கேட்டார்கள் ஆமாம் ஹசைனார் சொன்னார்கள் தம்பிமார்களே நீங்கள் ஒருவர் அதாவது இமாம் ஹுசைனார் அவர்கள் மேற்கு திசையாக போய் போய்விட்டு போனது போல் வாருங்கள் சந்தோஷமாக வாருங்கள் அருமை தம்பியாகிய முகம்மது அனீஃபா அவர்கள் எல்லாத்திலும் இளையவர் அவர்கள் சென்று கல்யாணம் முடித்து விட்டு வரட்டும் வடக்கு திசையிலே இந்த தெற்கு திசை திரும்பாத பயணத்துக்கு நான் போகிறேன் நான் எல்லாத்திலும் மூத்தவன் ஆகவே நான் போய் வருகிறேன் என்று இமாம் ஹசைனார் சொன்னார் சுபகாரதா இதை கேட்ட முஹம்மது அனீபா அவர்கள் உள்ளமதாகப்பட்டது நொந்து அவருடைய மனமடைந்து வேதனை அடைந்து என்ன சொல்லுகின்றார்கள் என்னுடைய தமையனாராகிய இமாம் ஹசைனார்களே நீங்கள் என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள் வயசுக்கு மூத்தவர்கள் நீங்கள் இருக்கும்போது நான் போய் கல்யாணம் முடித்து சந்தோஷமாக இருப்பது என்னுடைய கல்புக்கு இடம் கொடுக்குமா நீங்கள் கஷ்டப்படுவதை நினைத்து என்னுடைய கல்பு பொறுக்குமா என்னுடைய தமையனார்களே என்னுடைய மனம் ஒருபோதும் தாங்காது ஆகவே அந்த கஷ்டப்படக்கூடிய பாதை தெற்கு திசை திரும்பாத பயணத்துக்கு நானே போய் வருகிறேன் என்று முகமது அனீபா சொன்னார்கள் புடிவாதமாக நான் தான் போவேன் என்பதாகச் சொன்னார்கள் அப்போது இமாம் ஹசைனார் சொன்னார்கள் அண்ணே என்னுடைய தமையனார் ஆகிய இமாம் ஹசைனார்களே தம்பி புடிவாதமாக தெற்கு திசை போவேன் என்று சொல்லுகின்றார் ஆனால் நம்ம மூன்று பேரும் ஒருவருக்கொருவர் மனத்தாங்கள் வேண்டாம் மூன்று பேரும் ஒரு திருவிளையாடல் சீட்டு ஒன்று எழுத வேண்டும் மூன்று சீட்டு எழுதி அந்த மூன்று சீட்டையும் மூன்று திசையாக நாம் போட வேண்டும் எழுதி போட வேண்டும் பேரை குறித்து போட வேண்டும் யார் யாருக்கு எந்த பாதை வருகின்றதோ அவர்கள் அந்த பாதையாக போக வேண்டும் முடிவு இதுதான் நம்முடைய முடிவு என்று சொன்னவுடனே இமாம் ஹசைனார் அதுதான் தம்பி சரி என்பதாக மூன்று பேரும் ஒரு திருவிளையாடு சீட்டை மூன்று சீட்டு எழுதினார்கள் மூன்று பேருடைய பெயரையும் குறித்து மூன்று பேர்களில் இரண்டு பேர்கள் தானே தள்ளி நின்று கொண்டு இந்த மூத்தவர் இமாம் ஹசைனார் அவர்கள் மூன்று சீட்டையும் எடுத்து அவர்கள் கண்களைத்தானே அடைத்து கொண்டு மூன்று சீட்டையும் குலுக்கி மூன்று திசையாக எரிந்தார்கள் எரிந்து கொண்டு அருமை தம்பிமார்களை அழைத்தார்கள் அழைத்தார்கள் என்னுடைய கண்ணில் மணியாகிய இமாம் ஹசைனார்களே ராஜர் முகமது நிபாவை வாருங்கள் நீங்கள் இரண்டு பேர்களும் அந்த மூன்று திசையாக நான் கண்ணை அடைத்து மூன்று சீட்டை நான் எரிந்திருக்கின்றேன் அந்த மூன்று சீட்டையும் எடுத்து பாருங்கள் என்றுதானே சொன்னார்கள் அதேபடியாக எடுத்து பார்க்கும்போது இந்த மேற்கு திசை போனது போல் வரவேண்டுமே அந்த திசை ஹுசைனாருக்கும் இந்த தெற்கு திசை திரும்பாத பயணம் அஹமது நிபாவுக்கும் விழுந்திருக்கின்றது இந்த வடக்கு திசை தான் இமாம் ஹசைனாருக்கு உளுந்திருக்கின்றதுலா அப்போது தான் நினைத்தார்கள் இமாம் ஹசைனார் நினைத்தார்களாம் என்னுடைய அருமக் கண்மணி தம்பியே உன்னுடைய புடிவாதத்தை போன்று அல்லாஹு விழுந்திருக்கின்றது போய் வாருங்கள் ஆனால் போவதற்கு முன்னே இந்த அண்ணன் ஒரு புத்திமதிகளை சொல்லுகின்றேன் ஒரு ஒசியத்தை செய்கின்றேன் நம்முடைய பாபா ஹஜ்ரத் அலி என்ன சொன்னார்கள் மூன்று ஒசியத்தை செய்திருக்கின்றார்கள் நம்மளுக்கு அதாவது மதினாவை விட்டு போறது போல் ஒத்துமையாக வர வேண்டும் மூன்றாவது யாரு கூட சண்டை ஒரு வெட்டு ரெண்டு வெட்டோடு விடக்கூடாது என்று சொன்னார்கள் மூன்று வெற்று வெட்டச் சொன்னார்கள் நம்முடைய பாபா ஆகவே இந்த மூன்று ஒசிகத்தையும் மறந்து விடாதீர்கள் ஆனால் கண்ணில் மணி ஆகிய தம்பிமார்களே நீங்கள் யாரு யாரு முன்பதாக வந்தாலும் இந்த முச்சந்தி பாதையிலே இருக்க வேண்டும் நாம் மூன்று பேரும் ஒத்துமையாக என்றைக்கு கூடுவோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய பாபாவுடைய முன்னிலையில் போக வேண்டும் நம்முடைய மதினாவுக்கு போக வேண்டும் அதுவரைக்கும் இந்த முச்சந்தி பாதையில் தான் இருக்க வேண்டும் நாம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து நம்முடைய பாபாவுடைய முன்னிலையில் சென்றோமே ஆனால் பாபாவுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவோம் என்பதாகத்தான் இ மா ஹசைனார் வசியத்தை செய்தார்கள் செய்து மூன்று பேரும் மூன்று திசையாகத்தான் குதிரையை நிறுத்தி இமாம் ஹசைனார்கள் மேற்கு திசையும் இமாம் ஹசைனார்கள் வடக்கு திசையும் ராஜர் முஹம்மது அனீபா தெற்கு திசையுமாக குதிரையை நிறுத்தினார்கள் மேற்கு திசை ஊசைனார் போனார் மேற்கு திசை வடக்கு திசைனார் போனார் வடக்கு திசை திசையா இல்லை ராஜர் தெற்கு முகமதுமார்களை விட்டு பிரிந்து அன்றைக்கு முழுவதும் குதிரையை பரி நடத்தினார்கள் திரும்பாத பயணத்தில் ராஜர் முகமது அனீபா பரி நடத்தினார்கள் தமையன்மார்களை விட்டு பிரிந்து அன்று முழுவதும் தன்னம் தனிமையாக அன்று முழுவதும் குதிரையை நடத்தினார்கள் அன்று முழுவதும் குதிரையை நடத்தி நாடு நகரம் காடு நாடு நகரங்கள் ஊரு தேசங்கள் எந்த விதமான ஒரு மக்க மனிதர்களை அவர்களுடைய கண்ணிலே பார்க்கவில்லை ஒரே பாலை வனமாக இருக்கின்றது ராஜர் முகமது நினைத்தார்கள் இறைவாண்டே இந்த பாதை திரும்பாத பயணம் என்பது உண்மையாகிவிட்டது நம்முடைய தமையன்மார்கள் நம்மிடத்திலே எவ்வளவோ புடிவாதமாக சொன்னார்கள் அதை மீறி நாம் இந்த திரும்பாத பயணத்துக்கு வந்திருக்கின்றோம் எங்கு பார்த்தாலும் ஒரே வனமாக இருக்கின்றது என்று அப்படி மூன்று நாள் மட்டிலும் முகமது அனீபா குதிரையை பரி நடத்தினார்கள் இந்த மூன்று நாளிலும் அல்லாவினுடைய பாதத்தையும் விழாதபடி அல்லாஹனுடைய வணக்கத்தையும் விழாதபடி அல்லாவனுடைய தொழுகையை மறக்காதபடி மூன்று தினங்களும் வனத்திலே தொழுது கொண்டு அல்லாவனுடைய வணக்கங்களையும் முடித்து கொண்டு ஐங்காலமன்ற கடமையும் அகமது ஹனீபா கொண்டே குதிரையை நடத்தி சென்றார்களாம் அப்படி சென்று மூன்று நாள் மட்டிலும் எந்த ஊர் எந்த தேசத்தையும் காணாதபடி ராஜர் ஹனீபா நினைத்தார்கள் யார் ஆண்டவனே இன்னி நாம் குதிரையை நடத்தி கொண்டோர் இருந்தால் போக போக ஒரே காடாகத்தான் இருக்கும் எங்கு பார்த்தாலும் ஒரே வனமாக இருக்கின்றது நம்முடைய பக்கத்திலே தெரிகின்ற இந்த பெரிய மலையின் மீது ஏறி நாலு பக்கமும் நாம் நாடி பார்க்க வேண்டும் எங்கேயாவது ஒரு நாடு நகரம் தெரிந்தால் அந்த நாட்டுக்கு நாம் போக வேண்டும் என்று ஹனீபா வல்லல் அந்த மலையின் மீது ஏறி நின்று உயரமான உச்சியிலே நின்று நாலு பார்த்தார்கள் அப்படி ராஜர ஹனீபா அவர்கள் நாலு பக்கமும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதில இருந்து தெற்கு திசை ரொம்ப தூரமாக முகமது நிபாவுடைய கண்ணுக்கு பெரியதோரு கோட்டைய தான் கண்ணால் வாத்திடுவார் பெரியோர் கோட்டையை கண்டிருக்கின்றோம் அந்த கோட்டை யாருடைய கோட்டையாக இருக்கும் அந்த கோட்டையில் நாடாக இருக்கும் என்று நாம் தெரிய வேண்டும் என்று மூன்று தினங்களும் ரொம்ப களைப்போடு அந்த மேமலையை விட்டு கீழிறங்கி குதிரை மீது ஏறி குதிரையை வலதுகால் ஜிமிட்டா கொடுத்து அருமநாயகம் சொல்லு செல்ல அவர்களின் சலபாத்தை மகத்துவம் பொருந்திய சிறப்பானுடைய காதுகளிலே ஊதி அமது அனீபா குதிரையை தானே பரிநடத்தினார்கள் அவர்கள் எவ்விதமாக பரிநடத்தி போகின்றார்களே ஆனால் அதிபதி ஜஜோதி மணி போல தேசத்து அதிபதி ஜெகஜோதி மணி போல ஜெகமங்கும் புகழ்மை தும் அலியுள்ளா மகனாரும் ஜெகமங்கும் அலியுள்ள ராஜல் அலிபூலியும் வரிசையும் வாடல் ராஜல் அலிபூலியும் வரிசையும் காற்றில் மன்னரை கண்டதும் வரிசையின் பாலரு அந்த அங்கும் அங்கும் அயங்கும் விங்கிடீர்தல் கீர்தலமாகவே சங்க அலி மகனார் வார்க ராஜ அலின் மகனா அதிவேகமாக அதிவீர தன்மையோடு முகமது கண்ணால் கண்ட அந்த கோட்டைக்கு முன்பதாக வந்தார்கள் பார்க்கும் போது அந்த கோட்டையையும் அந்த கோட்டையினுடைய அற்புதத்தையும் அந்த கோட்டை வைத்திருக்கக்கூடிய அலங்காரத்தை எல்லாம் உயரமான ஒரு கோட்டையாக தெரிகின்றது அப்போது முஹம்மது அனீபா நினைக்கின்றார் ஆண்டவனே நாம் மூன்று நாள் கழித்து இந்த கோட்டையை பார்த்தோம் யாருக்கு சொந்தமான பொருளோ என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் நாம வந்துவிட்டோம் இந்த கோட்டையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து பேசாமல் போகக்கூடாது என்று பாருங்கள் முஹம்மது அனீபா அந்த கோட்டையின் தலவாசல் பக்கமாக சென்றார்கள் அந்த தலவாசல் பக்கமாக சென்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கோட்டைக்கு முன்பதாக ஒரு போர்டு பலவை ஒன்று போட்டு எழுதி போட்டிருக்கின்றான் எப்படி எழுதியிருக்கின்றான் அந்த பாதகன் இந்த ஊருடைய பெயர் சேரந்தல்மா நகரம் இந்த ஊரிலே அரசாணக்கூடிய அரசன் கதிர்கான் என்று சொல்லக்கூடிய ராஜன் அந்த ராஜனுக்கு மந்திரி ஆகப்பட்டவன் அமிலூக் பிந்தூர் என்று சொல்லக்கூடிய மந்திரி இந்த கோட்டை கதிர்கானுக்கு சொந்தமான கோட்டையாக இருக்கும் என்று தான் எழுதியிருக்கின்றார் அப்போது இந்த பேரநாமத்தை கேட்டு அருமநாயகம் சொல்லு சொல்லம் அவருடைய பேரனார் நினைக்கின்றார்கள் இறைவா இந்த பேரை கேட்கும் போது நம்முடைய வேதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல நம்முடைய இனத்தார்கள் அல்ல இவர்கள் ஹிந்து மதத்தார்களை போல் தெரிகின்றனர் இவர்கள் நம்முடைய அருமை பெருமை இவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் நாம் மூன்று நாளைக்கு பின்பதாக ரொம்ப கலைப்போடு வந்திருக்கின்றோம் இந்த கோட்டையை துறந்து கோட்டையில் யார் இருக்கின்றார்கள் என்று நாம் பார்த்துவிட்டு போக வேண்டும் என்று முகமது அந்த கோட்டை தான் எப்படி அமைத்திருக்கின்ற நல்ல வார்பு கம்பி கட்டு நல்ல வார்பு கம்பி கட்டுங்கா போல் பூட்டுகளும் அம்மதனி கண்ணாலே கண்டுவார் நாலு பாறஜிவர்களை இதானே அமைந்து விரத மாணிக்குதுங்கள் பந்தி பந்தியா நிறுத்தி நான்கு பக்கம் ரொட்டு நல்ல வார்பு கம்பிகள் கேட்டு அதுக்கு தகுந்த தேங்கா போலுள்ள பூட்டு பூட்டை போட்டு பூட்டி இன்னும் ராஜி ஹனிபார் நிக்கின்றார்கள் ஆண்டவனே இவ்வளவு பெரிய பூட்டை போட்டு கேட்டை பூட்டி இருக்கின்றான் வார்பு கம்பிகளால் கேட்டை அமைத்து இருக்கின்றான் இந்த கோட்டைக்குள்ள நாம் எப்படி செல்ல முடியும் பூட்டைத் திறப்பது எப்படி நாம் பூட்டை தானே திறக்க முடியும் என்று ராஜர் ஹனீபா வல்லல் அவருடைய மனதிலே நினைத்துக்கொண்டு இருந்தாலும் நாம் இந்த கோட்டைக்கு வந்துவிட்டு ஒருவரையும் பார்க்காமல் போவது சரியில்லையே என்று முகமது ஹனீபா மனதிலே நினைத்து அவர்கள் அந்த வார்ப்பு கம்பி பக்கமாக போய் நின்று அவர்கள் அல்லாவையும் அவர்களையும் நாடிக்கொண்டு அந்த சத்தோடு அந்த தேங்கா பூட்டாகப்பட்டது இருக்காட்டது அவர்கள் அந்த புட்டை தானே துறந்து அந்த கேட்டை தானே ஓங்கி மிதித்து ரெண்டு கிதவுகளும் ரெண்டு பக்கமாக விலகி அனீபாவுக்கு பாதை கொடுத்தது உடனே உள்ள சென்றார்கள் கோட்டைக்குள் சென்றார்கள் கோட்டைக்குள் சென்று பார்க்கும் போதுமது அனீபா அங்கே பல அதிசயங்களை கண்டார்கள் என்ன அதிசயங்களை கண்டார்கள் என்றால் வெள்ளிகளை உருக்கி அதை தூணாக வார்த்து அதிலே கெட்டியிருக்கின்றான் அந்த பாவிகளுடைய குதிரை இன்னும் தங்கங்களை உருக்கி அதை தூணாக வார்த்து அதிலே கெட்டியிருக்கின்றான் அவனுடைய ஒட்டகங்களை இந்த அதிசயத்தை பார்த்தார்கள் அப்போது முகமது அனிபார் நினைத்தார்களாம் யார் ரபி ஆண்டவனே இந்த பாதகனுக்கு இவ்வளவு ஒரு செல்வாக்கு செல்வாக்கையும் வறுக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்து கொடுக்கிறார் நம்முடைய நாடுகளிலே ஒரு மூல எடுத்து தரையிலே ஊனி அதிலேதான் நம்முடைய வாகனங்களை நாம் கெட்டுவது பழக்கம் இந்த சண்டாள பாதகன் வெள்ளிகளையும் தங்கங்களையும் உருக்கி தூணாக அவனுடைய குதிரைகளையும் ஒட்டகங்களையும் கட்டியிருக்கின்றானே என்று முகமது அனீபா மனதிலே நினைத்துக் கொண்டு இவன் சாமானியப்பட்டவனாக இருக்காது இருந்தாலும் நாம் கோட்டையை சுற்றி பார்ப்போம் என்று அந்த முதலாவது கோட்டையை விட்டு ரெண்டாவது கோட்டைக்கு வந்தார்கள் ரெண்டாவது கோட்டையை பார்க்கும்போது அந்த கதிரானந்த ராஜனும் அவனுடைய மந்திரியும் அவனுடைய ஆழ்பேர்களுமாக இருந்து பந்து விளையாடக்கூடிய ஒரு ஐஸ்வரியமான ஒரு அழகான மைதானத்தை கண்டார்கள் அதை விட்டு தாண்டி முகமது அனீபா மூன்றாவது கோட்டைக்கு வந்தார்கள் மூன்றாவது கோட்டைக்கு வருகும் போதுதான் அனீபா நினைக்கின்றார்கள் ஆண்டவனே நாம் மூன்று நாளைக்கு பிறகு இந்த கோட்டையை கண்டோம் இவ்வளவு அலங்காரமும் இவ்வளவு தோரணமும் இவ்வளவு பெரிய உயர்ந்த கோட்டையை கட்டி வைத்துவிட்டு ஒரு ஈங்குஞ்சை காணவில்லையே இந்த கோட்டையை காணவில்லையே ஒரு மக்களை காணும் ஒரு மனிதனை காணும் இந்த கோட்டையிலேயே குடியிருக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லையா ஒருவரும் இல்லாமல் இவ்வளவு அலங்காரமான கோட்டையை ஜோடித்து வைத்திருக்கின்றானே இந்த பாவி இது யாருக்காக இப்படி ஜோடித்திருக்கின்றான் என்று முகமது நீபா நினைத்துக் கொண்டு இருக்கட்டும் நாம் இன்னும் சுத்தி பார்ப்போம் என்று மூன்றாவது கோட்டை சுத்தி வர அந்த கோட்டைக்குள் மூன்றாவது கோட்டை பக்கமாக வரக்கூடிய நேரத்தில் ராஜர் முகமது என்ன காட்சியை காணுகின்றார்களே அவன் பாட்டம்பூட்ட தலைமுறை காலத்திலும் அவனுடைய மூதாபிதாக்களுடைய காலத்திலும் வைத்து கையெடுத்து வணங்கப்பட்ட தேவாதிகளையும் அணியணியாக வைத்திருக்கின்றான் அதுகளுக்கெல்லாம் தலைமையான ஒரு புத்துகானும் லாதுஜா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்துகான் உயரமான அறுபது கஜம் பூமியிலே தாழ்மையாக அடித்து நிப்பாட்டி அதிலே தங்கத்தினால் வார்ப்புகளை தானே வார்த்து விட்டு அறுபதடி உயரம் மேலே தானே நிப்பாட்டி வைத்திருக்கின்றான் பார்த்தார்கள் இது என்ன உதரத்தாக இருக்கின்றது பெரிய தெய்வமாக இருக்கின்றதே இதுதான் அவன் வைத்து வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு முகமது அனீபா அந்த மூணாவது கோட்டையைத்தானே சுத்தி வரும்போது அந்த தெய்வம் இருக்கக்கூடிய அந்த கோயில் ஆலயத்தை கண்டு பின்பக்கமாக வந்தார்கள் பின்பக்கமாக வந்து பார்க்கின்றார்கள் அந்த கோயிலுக்கு பூஞ்செடிகளையும் அந்த குளத்தை சுத்தி தானே புஷ்பங்களும் நிறைய காய்த்து பூத்திருக்கக்கூடிய கால்கியை முகமது அனீபா கண்டார்கள் தண்ணியை கண்டார்கள் தண்ணியை கண்டவுடனே அனீபா அவர்கள் சந்தோஷம் அடைந்த ஆண்டவனே இந்த தண்ணீருக்கும் இந்த பூஞ்செடிக்கும் நம்முடைய குதிரைக்கு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் ஏனென்றால் மூன்று நாள் ஆகிவிட்டது நாம் ஊரை விட்டு கடந்து மூன்றாவது நாள் இந்த கோட்டைக்கு வந்திருக்கின்றோம் என்று பாருங்கள் முகமது நீபா அவருடைய குதிரையை அந்த குளத்தின் பக்கமாக விட்டார்கள் அவுத்து விட்ட உடனே முகமது நீபாவுடைய குதிரை சென்று நல்ல அழகான முறையிலே சுத்திலும் நின்ற புஷ்பங்கள் செடிகளை எல்லாம் நல்ல சாப்பிட்டு விட்டு தண்ணீரையும் அப்படி வரக்கூடிய நேரத்தில் அந்த ஆலயத்துக்கு முன்பக்கம் வந்தார்கள் முன்பக்கமாக வரக்கூடிய நேரத்திலே அங்கே என்ன காட்சியை கண்டார்களே ஆனால் பேரனார் அந்த ஆலயத்துக்கு முன்பதாக நபது முழமுள்ளோ கட்டில் ஒன்று கண்ணில் ஹைதரளி மகனாரும் ஹைதர் அலி மகனும் எங்கும் நிறைந்தவனே என்னாலும் உள்ள ரப்பே என்றும் ஒரு கட்டளை நம்மளுடைய நாடுகளிலே நாலு நாலரை தான் இருக்கும் இந்த கட்டில் நாற்பது நீளமாக இருக்கின்றதே என்று பாருங்கள் ஹனீபா அந்த கட்டலின் அருகே வந்தார்கள் கட்டலின் அருகையை விட்டு தூங்குகிறான் ஒருவன் நாற்பது பெரிய போர்வையை போட்டு மூடி நல்ல குரட்டை விட்டு அவன் தானே பாருங்கள் தென்னமரம் பனமரம் போல் காலுகைகளும் தாளிகளைப் போல் தானே அவனுடைய வயிறுகளும் பீப்பாக்களைப் போல் தானே அவனுடைய பொட்டக பெட்டிகளைப் போல் பெரிய கரமான வயிறுகளை வைத்து க இன்னும் கரங்களை தானே பார்க்கும் போது ஒரு கரங்களாகவும் அவனுடைய கரங்களை நாமல் பார்த்தால் அவன் ஒரு கரம் நம்முடைய நாலு பேருடைய கரமாக இருக்கும் போல் தெரிகிறது அவ்வளவு நீளமான கரங்களுடன் படுத்திருக்கின்றான் அந்த பாதகன் படுத்திருக்கும் காழ்ச்சியை பார்த்து முகமது அனிபா நினைக்கின்றார்கள் ஆண்டவனே கட்டில்தான் நாற்பது மூலமென்று நினைத்தோம் இந்த கட்டில் யாரோ சேர்ந்தவனா இல்லை செய்தான் வர்க்கத்தை சேர்ந்தவனா ஒன்றும் நமக்கு தெரியவில்லை நம்முடைய பெருமானார் சொல்லலாக அவருடைய ஹதீசனுடைய முறைப்படி மறைப்படி உறங்கக்கூடியவர்களை ஒன்றும் செய்யக்கூடாது என்று பாருங்கள் அனீபா அவர்கள் அந்த கட்டளின் சார்பாக போய் நின்று ஆகிய ஹனீபா அவன் படுத்து தூங்கக்கூடியவன் யாராக இருக்கும் அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாவுடைய நல்லடியார்களே நாயகம் சொல்லல்லாகு அலிவசெல்லும் அவர்களுடைய பேரனார் இந்த கண்டு கண்டுபோய் பார்க்கின்றார்களே அந்த கட்டலில் மந்திரியாக இருக்கப்பட்டவன் மதி சொல்லக்கூடியவன் அவனுடைய பக்கத்திலே சென்று முகமது அனீபா கரத்தை வைத்து லேசாக தட்டி பார்த்தார்கள் தட்டினால் முகமது அனீபா அவடைய கரம் பெற்றால் கல்லுகளும் அசைந்து விடுமாம் அப்பேற்பட்ட முகமது அனீபாவுடைய கரவர்கள் வீரமுடையவர்கள் ஆனால் அந்த பாதகருக்கு ஒன்றும் தெரியவில்லை அவன் பாத்திரம் திரும்பி அங்கிட்டு வாங்க உடனே பார்த்தார்கள் முகமது அனீபா பிறகு ஒரு தட்டு தட்டினார்கள் அதுக்கும் அவன் எழுந்தரிக்கவில்லை பழையபடியும் தடவி விட்டு கொண்டு படுத்துக் கொண்டான் அப்போதுதான் அலிவுல்லாமாக நினைத்தார்கள் இவன் நாமல் சத்தமிட்டால் தான் இவன் எழுந்தரிப்பான் நாமல் தடவி விட்டோ அல்லது நம்முடைய கரத்தை கொண்டு அடித்து எழுப்பினால் இவன் எழுந்தரிக்க மாட்டான் என்று முகமது போய் நின்று அவர்கள் அந்த சத்தத்தை கேட்டு அல்லா தாலா ஏக இறைவனுக்கு கோப உண்டாகி ராஜர் முகமது அவர்கள் போட்ட சத்தத்தில் நின்றும் அந்த பாதகனை அல்லா உஸ்மகான் அந்த கட்டலில் நின்றும் பாருங்கள் ஒரு முலத்துக்கு உயரமாக தூக்கி அப்படி அபேசாக தூரே எரிந்துவிட்டது விட்டான் பூமியிலே அவன் குட்டி மலைகளை போய் விழுந்தவுடனே அவன் போர்வைகளை எல்லாம் எடுத்து எரிந்துவிட்டு மூடியிருந்த போர்வைகளையும் தூக்கி தூரே வீசிவிட்டு அவன் என்னென்ன